வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்துவிட்டால் அந்த துன்பத்தின் மீது அப்படியே கவலை கொண்டு வாழ்க்கை முடிந்தது போன்று இன்றைக்கு நாம் இடிந்து அப்படியே அமர்ந்து விடுகின்றோம் நமது கவலைகளை துன்பங்களை நமக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை யாரிடத்தில் சொல்வது எப்படி சொல்வது என்றெல்லாம் தெரியாமல் இன்றைக்கு நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் நமது கஷ்டங்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸிலும் ஃபேஸ்புக் ஸ்டோரியிலும் இன்ஸ்டாகிராமிலும் நாம் பதிவு செய்துவிட்டு நம் கவலை போக்க வேண்டும் நமது கவலை நீங்க வேண்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக ஒரு நாளும் நமது வாழ்க்கையில் நிம்மதி என்பது கிடைக்காது நமது கவலைகளை எப்படி போக்க வேண்டும் அண்ணல் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழிமுறைகளில் நமது கவலைகளை நாம் போக்குவதற்கு முயற்சி செய்தால் நிச்சயமாக நமது கவலைகள் போகிவிடும் கணித்திற்குரிய அல்லாஹவி நல்லடியார்களே கவலை ஏற்பட்டு விட்டதா வாழ்க்கையில் கஷ்டம் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளை சொல்பேச்சு கேட்கவில் பிறரால் எப்பொழுதும் துன்பத்தை இடையூறுகளை நீங்கள் அனுபவித்தால் அதை யாரிடத்தில் எப்படி முறையிட வேண்டுமோ அப்படி முறையிடுங்கள் அவர்கள் சொல்லிக் காமிக்கின்றார்கள் நாயகம் சொல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு எதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டால் ஏதாவது ஒரு துன்பம் வந்துவிட்டால் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டால் அகமதில் பதிவு செய்யப்படுகிறது உடனே நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து செல்வார்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து சென்று தன்னுடைய கவலைகளை தனக்கு ஏற்பட்டுள்ள துன்பங்களை தனக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் அல்லாஹ் முறையிட்டு சொல்லி காமிப்பார்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் இந்த பழக்க மற வேண்டும் வாழ்க்கையில் துன்பம் வந்துவிட்டதா வாழ்க்கையில் கஷ்டம் வந்துவிட்டதா வாழ்க்கையில் சோகம் வந்துவிட்டதா மீள முடியாத கடன் வந்துவிட்டதா தீராத நோய் வந்துவிட்டதா உடனே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் இரண்டரை காத்துகளை தொழுது நாம் அல்லா முறையிட்டால் நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அல்லாஹ் அப்புல்லாலமின் நமக்கு நிச்சயம் உதவி செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் தொழுகை மூலமாக நமது தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரக்காத்